வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் சிவைக்க விருந்தாக கண்டிப்பா உங்களுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கதையில வர தாரம் தாயம் மாறி தன்னுடைய கணவன குழந்தை போல எப்படியெல்லாம் பார்த்துக்கிறா அப்படிங்கறத அருமைய எடுத்து சொல்லி இருப்பாரு ஆசிரியர் ஒரு நல்ல இல்லருங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற மகிழ்ச்சியையும் அன்பையும் மட்டும் பிரதிபலிக்கிறதா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற இன்பம் துன்பம் எல்லத்திலையுமே இரண்டற கலந்ததா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கணவன் மனைவியை பற்றி தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இது உயர்திருசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய கட்டக்கூடாத கடிகாரம் என்ற சிறுகதை கதையை கேட்கலாமா வாங்க வெளியே காலிங் கோளாராக இருக்கலாம் என்று நினைத்துப்பட்டு கதவில் பொருத்தியுள்ள லென்ஸ் மாதிரியான வட்ட கண்ணாடி வழியாக பார்த்துவிட்டு பின்னர் காலிங் வெள்ளையும் கதவையும் அழுத்தி பிடித்தும் அழுத்தமாக அடித்தும் அல்லாடி கொண்டிருந்த போது லட்சுமி மாமி சத்தம் சங்கமிக்காத குளியலறையில் கனவரி நாடைகளையும் தன் துணிமணிகளையும் துவைத்து முடித்துவிட்டு கல்லில் தேய்த்த மஞ்சளை முகமெல்லாம் அப்பி ஷவர்தாத்தை திறந்து மேலூற்றாய் வந்த நீர் சுழலில் தலையை ஆட்டிக்கொண்டிருந்த போது பஞ்சாப் கட்டிலில் உட்கார்ந்தபடியே ஒரு தொலைதொள பே உடம்புக்கு மேலே பூட்டிவிட்டு கொடிகள் தொங்கிய ஒரு சிலாக் சட்டையை எடுப்பதற்கு கட்டிலின் விளிம்பில் கையூன்றி பல்லை கடித்து மூச்சடக்கி பெரும் பாடுபட்டு தன் உடம்பை தானே தூக்கி நிறுத்தி சுவரில் கை வைத்தபடியே தத்தி தத்தி நடந்து கொண்டிருந்தார் கதவு தட்டப்பட்ட சத்தத்தை பார்த்து சிறிது நிதானப்பட்டார் பிறகு அது மனைவி துணி துவைக்கிற சத்தம் என்று அவராகவே அனுமானித்து பள்ளி மாதிரி சுவரில் கை அப்பியபடியே கால்களை நகர்த்த போனார் அதற்குள் காலின் பெல் ஒளியும் கத ஓசையும் வினோதமான ஓசையாய் கேட்பதை உள்ளூர பருகினார் யாரோ வந்திருக்கா அட எவ்வளவு நேரமா காத்து இருக்காளோ தமக்கே கேட்காத குரலில் பதறி அடித்து சத்தம் போட்டார் லட்சுமி யாரோ வந்திருக்கா பாற அடுப்பு வேலை முடித்துவிட்டு ஆடைகளை துவைத்து விட்டு வேலை முடிந்த திருப்தியில் கசகசவென்று இருந்த உடம்பில் அருவி போல் தண்ணீர் படும் போது எவ்வளவு சுகம் எவ்வளவு குளிர்ச்சி காலை தோறும் பாத்திரங்களை கழுவும் வீட்டை கூட்டும் போதும் குளிக்கப் போகிறோம் குளிக்கப் போகிறோம் என்ற ஆனந்த எதிர்பார்ப்பில் அத்தனை வேலைகளையும் அத்துப்படியாய் செய்து பழக்கப்பட்ட மாமிக்கு வெளியே ஒழித்த சத்தம் குளியலறைக்குள் ஒழித்த நீர் சத்தம் போல் தோன்றியது போதாத குறைக்கு தன் நெடிய கூந்தலை காதுகளை மூடும்படியாக பரப்பிவிட்டு மாமி நீரில் லைத்து கொண்டிருந்தாள் பஞ்சாக்கேஷனால் பொறுக்க முடியவில்லை கொடியில் கிடந்த சிலாக் சட்டையை கைப்பற்றிய கையோடு சுவரில் கைப்பதித்து தத்தி தத்தி நடந்தார் அங்கும் இங்குமாக ஆடிய தலையை சுவரோடு சீர்த்து அழுத்தியபடியே கால்களை நகர்த்தி நகர்த்தி கைகளை ஊன்றி ஊன்றி வரவேற்பறைக்கு வந்தார் வளமான கதபோசை கேட்டு காதுகளை குவித்தபடி வந்துட்டேன் வந்துட்டேன் என்று கூவியபடியே நகர்ந்தார் வரவேற்பறையில் கதவுக்கு போவதற்கு கையுன்ற சுவர் நடந்துதான் போக வேண்டும் அவரை பொறுத்தளவில் அது தலைகீழாக நடப்பது மாதிரி என்ன செய்யலாம் கதவு சத்தம் வலுத்தது ஐயோ எவ்வளவு அவசரமாயிருந்தா இவ்வளவு நேரம் பொறுமையா கதவை தட்டுவாளோ பஞ்சாபகேசன் யோசிக்கவில்லை தம்மால் தனித்து நடக்க முடியாது என்பதும் அப்போது தெரியவில்லை சுவரில் அப்பிய கரங்களை எடுத்தபடி கதவை நோக்கி நடந்தார் ஒரே ஒரே ஒரு தடவைதான் காலை மாற்றி வைத்தார் என்று சொல்லியபடியே மல்லாக்க விழுந்தார் அவர் விழுந்த வேகத்தில் அவர் கை கைப்பட்டு நாற்காலியும் மல்லாந்து சாய்ந்தது நாற்காலியின் எடுக்குள் கைகளை விட்டபடியே பஞ்சாப கேசன் கால்களை அந்தரத்தில் துலாவிக் கொண்டிருந்தார் பஞ்சாப் வெக்கேஷன் போட்ட சத்தம் சின்னதுதான் நின்றாலும் அது ஆன்மாவின் சத்தம் என்று அறிவுறுத்தப்பட்டவள் போல் லட்சுமி மாமி புடவையை உடம்பெங்கும் தாரமாராய் சுற்றியபடியே கதவை உடைப்பது போல் திறந்து கணவனை அந்த கோலத்தில் பார்த்த பிரமிப்பில் நின்றாள் சில வினாடிகளில் பிரம்மை களைந்து அவர் கரங்களை நாற்காலி பிழியிலிருந்து விடுவித்து அவரை தூக்கி நிறுத்தி அருகே கிடந்த சோஃபாவில் உட்கார்த்தினார் அவர் கையிலும் கால் முட்டியிலும் தெரிந்த ரத்த சிராய்ப்புகளை பார்த்து ஏதோ ஒரு களிம்பு பாட்டிலை எடுத்தபடியே என்ன உங்க பாட்டுக்கு இப்படியா நடக்கிறது நீக்கு ஒரு குரல் கொடுத்தாள் என்ன என்று செல்லமாய் அதக்கியபடியே களிம்பை எடுக்க பாட்டிலை திறக்க வெளியே இருந்து உள்ளே ஊடுருவி வந்த கதபோசை அவளுக்கு அப்போதைய பதற்றத்தில் கேட்கவில்லை ஆனால் அவருக்கு கேட்டது பள்ளை கத்தினார் முதல்ல கதவை தர எவ்வளவு நேரமா காக்க வைக்கிறது லட்சுமி மாமி வேண்டாமல் எழுந்து வெறுப்பாக நடந்து கதவை திறந்தாள் கணவருக்கு கேட்காத குரலில் கதவை தர கட்டப்போக வேண்டியதுதான தட்டும் கரங்களுக்கு வார்த்தைகளால் சூடு போட நினைத்தபடியே கதவை விளக்கினாள் சிரித்தபடியே உள்ளே வந்த மீனாட்சி சோபாவில் தலைவிரிகோளமாய் கிடக்கும் பஞ்சாபகேஷனை பார்த்து முகத்தை ஆச்சரியமாக்கினாள் பிறகு குத்துவிளக்கு பூஜை சம்பந்தமா கேட்டிருந்து போலான்னு வந்தேன் மாமி பதிலளித்தாள் மாமாவுக்கு எவ்ளவு கஷ்டம் பார் என்னோட உடம்பையும் பார் புடவையை ஒழுங்காய் உடுத்தாமல் நீர் சொட்டும் தலையோடு நின்ற மாமியை மீனாட்சி நீருக்கு நேராய் பார்த்து விட்டு சாரி சொல்ல போனாள் வேறு வகையான சத்தங்கள் கேட்டன அவை ஒழித்த திசையையும் அவற்றை ஒழிக்க வைத்த மனிதரையும் மீனாட்சி அதிர்ச்சியோடு பார்த்தாள் மாமி மௌனமாக பார்த்தாள் பஞ்சாப கேஷன் களிம்பு பாட்டிலை எடுத்து டைனிங் டேபிளில் எரிந்தார் முன்னால் கிடந்த நாற்காலியை காலால் சுண்டிவிட்டார் கையில் கிடந்த கடிகாரத்தை கழுற்றி வீசியடித்தார் பிறகு கால்களை தரையில் உதைத்தபடியே தனது தலையில் தம் கரங்களால் மாற்றி மாற்றி அடித்துக் மாமியை பார்த்து பள்ளி கழித்தபடியே பலம் கொண்ட மட்டும் தலையிலடித்து விட்டு பிறகு அடித்து முடித்த களைப்பில் ஆவேசம் அடங்காமல் முகத்தை கோணலாக்கி கொண்டிருந்தார் மீனாட்சி இங்கிதம் தெரியாமல் அங்கேயே கேட்டாள் என்ன மாமி இது மாமா இப்படி பண்றார் அது ஒன்னும் இல்ல காக்க வச்சுட்டேனா மாமாவுக்கு பொறுக்கல அதுக்காக இப்படியா எங்க ஆத்துல இப்படி நடந்தா நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன் பெட்டி படுக்கையோட பொறந்தாத்துக்கு லட்சுமி மாமிக்கு கோபமும் வந்தது கூடவே ரோஷமும் வந்தது நோக்கி இப்போ இருபத்தெட்டு வயசு இருக்குமா கல்யாணமாகி ஆறு வருஷம் தானே இருக்கும் கடைசி வரைக்கும் ஓ ஆத்துக்காரன் எப்படி இருக்கான்னு பாருடி இவரு நானும் வாழ்ந்த வாழ்க்கையும் இவர் என்ன வச்சுருந்த நேர்த்தையும் லோகத்துல யாருக்கும் வராதுடி ஏதோ இப்ப அதுவும் உனக்காக ஏதோ பண்ணிட்டாருன்னு ரொம்பதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற அய்யோ மாமி என்ன தப்பா நினைச்சுட்டேன் நான் உங்களுக்காக தான் வக்காலத்து வாங்கறதா நினைச்சு பேசிட்டேன் தப்புதா மோ மேற்கொண்டு மாமி பிராச்சித்தம் செய்வள் போல் பேசினாள் ஏடி நழுவை பாக்கற உங்கிட்ட என்ன உரிமை இல்லையா கிட்டவா குங்குமா வைக்கிறேன் என்னோட பேரையும் ரெஜிஸ்டர் செய்துட்டு வாடி மீனாட்சி தயங்கி தயங்கி மாமியை நெருங்கினாள் மாமியின் பெருவிரல் அவள் நெற்றி பொட்டை வருடிய அவள் சில எப்பவும் குங்குமத்தி வரலால எடுக்கக்கூடாது பொம்மன் தெரியாது என்று மாமி திலகமிட்டபடி சொன்ன வார்த்தைகளை மீனாட்சி காதுகளில் பயபக்தியோடு வாங்கிக் கொண்டாள் மௌனித்து வெளியேற போன மீனாட்சி லட்சுமி மாமியையும் பஞ்சாபிகேச மாமாவையும் மாறி மாறி பார்த்தாள் மாமியை சொல்லாம் செம்பரத்தி பொ ஐந்தரை அடிக்கும் மேலான உயரம் இந்த ஐம்பது வயதிலும் துண்டு போடாத பயிறு உடையாத உடம்பு பாதாதி கேசம் வரை நேர்கோடாயிருக்கும் மேனி லேசாய் நரையுடிய கூந்தல் மஞ்சளும் குங்குமமும் கலந்து மங்களமாய் பொங்கிக் கொண்டிருப்பது போன்ற முகம் ஆனால் மாமா மாமியளவுக்கு உயரம்தான் நிறம்தான் என்றாலும் உள்ளடங்கிய உடம்பு காய்ந்து போய் கட்டையாய் போனது போன்ற கை கால்கள் ஆனாலும் கண்ணாடி வழியாக பார்க்கும் அந்த கண்களிலோ எவரிடமும் காணப்படாதது போன்ற ஒரு ஜீவ ஒளி குழந்தைத்தனமும் மேதைத்தனமும் இரண்டர கலந்து ஒளிமயமானது போன்ற விழிப்பு மீனாட்சி போனதும் லட்சுமி மாமி நிதானமாக குனிந்து கீழே கிடந்த கடிகாரத்தை எடுத்தபடி கணவனை நோக்கி நடந்தார் அவர் குழந்தை போல் தன் கையை நீட்டினார் கடிகாரத்தை அவர் மணிக்கட்டில் கட்டிவிட்டு டைனிங் டேபிளில் இருந்த கண்ணாடி டம்ளர் உடைந்தாலும் உடையாமல் கிடந்த கழிம்பு பாட்டலை கொண்டு வந்து கணவரின் சிராய்ப்புகளுக்கு கழிம்பிட்டாள் தஞ்சா குழந்தை போல் கேட்டார் லட்சுமி லட்சுமி என திட்டேன் திட்டேன் அப்போதான் நேக்கு திருப்தி ரொம்பதான் துஷ்டா நடந்துக்கிறேன்டி திட்டேன் மாமி திட்டினாள் ஏன் குழந்த மாதிரி என்ன இம்சிக்கிறேன் ஒருத்தி காத்துன்னுட்டு இந்த கூச்சலிட்டையில ஆபீஸ்ல நமக்காக எத்தனை பேர் காத்துன்னுட்டு இருப்பா போடுங்கோ நான் பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன் அசல் குழந்தை அவசர அவசரமாக குளியிலறைக்குள் போனாள் பத்து நிமிடத்தில் வெளியே வந்து தன்னுடைய பட்டுப்புடவையை எடுத்து கட்டிக்கொண்டாள் சில நகைகளை எடுத்து போட்டுக் கொண்டாள் கணவன் முகத்தில் சுண்ணாம்பு போல் தெரிந்த பவுடர் தூள்களை முந்தானையால் துடைத்து விட்டாள் ஐயோ ஏனா ஷர்ட்ல இங்க போட்டுட்டேலே என்று சொல்லியபடியே அவரது சட்டை பித்தான்களை பிரித்து அவரிடம் விட்டு வேறொரு சட்டையை மாட்டிவிட்டாள் புறப்படுங்கோ என்றாள் லட்சுமியின் தோளில் ஒரு கையை போட்டபடி பஞ்சாபகேஷன் நடந்தார் மாமி தன் வலது கையை அவருடைய இடுப்போடு சேர்த்து கோர்த்து கொண்டாள் அவர் நடக்கிறார் என்றுதான் பேரு மாமி கிட்டத்தட்ட அவரை தூக்கி கொண்டே போனாள் பஸ் நிலையத்திற்கு போகும் வழியில் பார்ப்பவர்களை எல்லாம் பார்த்து எங்க ஆத்துல இன்னைக்கே ரிட்டே தகரா தெரியுமோ சென்ட் ஆஃப் பார்ட்டிக்காக போறோம் என்றாள் பார்ப்பவர்களில் பாதிப்பேர் அவளுக்காகவும் மேய்தி பேர் அவருக்காகவும் பரிதாபப்பட்டு கொண்டார்கள் ஒரு நாளா இருநாளா இந்த அஞ்சு வருஷமா மாமி காலையில இந்த மாமாவ பஸ் நேயத்திற்கு இப்படி தூக்கிட்டு போய் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாமாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு மழை வந்துட்டா மாமி துடிக்கிற துடிப்பு சொல்லி மாளாது ஆட்டோவையோ டாக்சியோ பிடிச்சிட்டு ஆபீஸுக்கு ஓடுவா மாமா மத்தியானம் ரெண்டு மணில இருந்து எப்ப வேணும்னாலும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு புறப்படலாம் மாமி தலையையும் வீசி எரிவது போல அடிச்சுக்குவார் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா டெல்லியில இருந்து வந்த நாள் முதலா இதே கதை தான் மாமி தங்களை அனுதாபத்தோடு பார்ப்பவர்களை அன்பொழுக பார்த்தபடியே கணவனோடு நடந்தார் இவங்களுக்கு பிள்ளையா குட்டியா எதுக்காக இந்த மாமி இப்படி அவஸ்தப்படணும் ஒரு வேலைக்காரனை மாமாவ கூட்டின்ட்டு போறான் எல்லாம் போயிடுமோனு பயம் மாமி கஞ்சம் மாமா மகா கஞ்சோம் என்று அவ்வப்போது வம்பு பேசும் பாய்கள் இப்போது புன்னகையாய் விரிவதை மாமி பார்த்தாள் வேலைக்காரேன்னு சொல்றேன் எங்க ஆத்துக்காரர் அடிக்கடி தடுமாறி விழுவார் வேலைக்காரன் ஆத்திரத்துல அவரை கீழே ரோட்ல தள்ளிட்டு தானே விழுந்துட்டார்னு சொல்லிட்டா அப்போ இதே நீங்கதான் மாமிக்கு என்னப்பா வந்தது குத்துக்கல்லு மாதிரி தானே இருக்கா போயி கூட்டின்ட்டு போனாதான் என்னன்னு கேப்பேல் ஆனாலும் நான் ஊருபாய்க்காக இவரை இப்படி சுமந்துக்கிட்டு போறதில்ல இதுல எனக்கும் ஒரு சொகம் இருக்கு உடம்ப உடலுக்கு மட்டும்னு நினைக்கிற சின்னஞ்சிறிசுங்களா உங்களுக்கு இந்த சுகத்தோட அருமை தெரியாது சாஸ்திரி பவனில் அந்த அலுவலகத்தில் சுமார் நூறு பேர் கூடியிருந்தார்கள் பஞ்சாப் வெக்கேஷனின் உதவி அதிகாரி விழாவுக்கு வந்த பல்வேறு அதிகாரிகளையும் ஊழியர்களையும் வரவேற்றுக் கொண்டிருந்தார் யாருடைய ஓய்வு விழாவிற்கும் எந்த மாதிரியான கூட்டம் கிடையாது என்று பேசிக்கொண்டார்கள் பெண்களின் கண்களில் நீர் பொங்கின ஆண்கள் மனதில் ஏதோ ஒரு அடைப்பு மாமாவும்மியும் மேடையில் நடு இரு கையில் அமர்த்தக்கப்பட்டார்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒருவர் மாமா இப்போது ஒரு குழந்தை அவரது மனைவி இப்போது அவருக்கு அன்னை இவருக்கு செய்வது போன்ற தொண்டை எந்த அன்னையும் செய்திருப்பது சந்தேகமே என்றார் இன்னொருவர் பத்திரிகை ஆசிரியர் சோ எழுதிய எங்கே பிராமணம் என்ற நாவலி படித்தேன் அவர் மட்டும் இந்த பஞ்சாப கேஷன் மாமாவை பார்த்திருந்தால் தம் கேள்விக்கு விடை கண்டிருப்பார் மனதாலும் எதிரிக்கு தீங்கு நினைக்காத மாமனிதர் இவர் பகவத்கீதையின்படி ஒரு பிராமணன் வாழ்கிறான் என்றால் அது இந்த பிராமணன் தான் பிராமணன் என்று நினைப்பில்லாத மிக உயரிய பிராமணன் இவர் என்றார் பேச்சாளர்களுக்கு மத்தியில் கணவரோடு மாலையும் கழுத்துமாக உட்கார்ந்திருந்த லட்சுமி மாமி வாழ்க்கையின் முன்படிக்கட்டில் நின்றபடி மேல்நோக்கி நடந்தாள் அந்த காலத்திலேயே கணக்கில் எம்ஏ பட்டம் வாங்கிவிட்டு புதுதில்லியில் அதிகாரியாக பணியாற்றியாண்டுகளுக்கு முன்பு கைபிடித்தான் துரதிருஷ்டக்காரன் என்று அக்கம்பக்கத்தில் பஞ்சாபியாய் போன பிராமண பெண்களும் மற்றவர்களும் நையாண்டி செய்த போது இவள் அவரிடம் அழுவாள் அப்போதெல்லாம் அடி பைத்தியம் பன்றிகளை கண்டா யானை தான் தானா விலகி போகணும் கிடைச்சதை விட எடுத்த எடுப்புலயே ஜேர்னலிஸ்டாய் உத்தியோகம் கிடைச்சதை விட நீக்கு நீ கிடைச்சதுதான் சூப்பர் கிளாஸ் ஆக்கும் என்றார் மாணி கண்களை துடைத்துக் கொண்டாள் அப்போதெல்லாம் எப்படி இருப்பார் கோட் ல இருந்து அப்பா அம்மா இருக்கம் தாழமா வந்த போது அவர இருபது வருஷமா ஒரு முனுமுணுப்பு இல்லாம பேணியவர் என்னோட அக்கா வாழ வந்தப்போ அவளுக்கு சாகர வரைக்கும் இருக்க இடம் கொடுத்தவர் பத்து வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதி பேசாதவர் பகவான் ஒரு குழந்தையாவது கூடாதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாக்கின்ற நோயோ பக்கவாதமோ ஏதோ வந்து இவரை என்ன பாடுபடுத்துது இவரை மட்டுமா இவரை வச்சு என்னையும் என்ன பாடுபடுத்துது ஒருவேளை ஒரு காலத்துல அவர் சொன்ன மாதிரி நான் தான் துரதிருஷ்டகாரியோ இதுவரைக்கும் எங்காவது கணவர் நடக்க முடியாமலும் அப்படி நடந்தால் கீழே விழுந்து எழ முடியாமலும் இருக்கும் பரிதாப நிலையை பெரிதாக நினைக்காமல் தான் படும் பாட்டை பெரிதாக நினைத்ததில் சிறிதாய் போனவள் போல் கூணி குறுகினாள் கூட்டத்தை சங்கோஜமாக பார்த்து விட்டு தலை கவிழ்ந்தாள் பேச்சாளர்கள் புகழாரம் முடித்ததும் மனைவியின் தோலை பற்றியபடியே பஞ்சாப் வகேஷன் கேற்புரைக்கு எழுந்தார் தில்லையில் ரெப்ரஸன் இந்தியா புத்தகத்தை தயாரிப்பதிலும் நேருஜியின் சொற்பொழிவை தமிழாக்கம் செய்வதிலும் தமக்கு ஏற்பட்ட பெருமித உணர்வை நினைத்தார் தம் கட்டுரைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரியிடம் என்று நினைவுகளாய் நிகழ்ச்சிகளாய் வந்தன அதோடு தம் பேச்சு மிக அருமையாக எடிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்படி செய்தவருக்கு தம் நன்றியை தெரிவிக்கும்படியும் நேருஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதிய கடிதம் நினைவுக்கு வந்தது உடனே தலைமை அதிகாரி தன்னை பாராட்டி சர்க்குலர் போட்டு நோட்டீஸ் போர்டில் தொங்க நினைவுக்கு வந்தது அவற்றை எல்லாம் சொல்லத்தான் போனார் ஆனால் அவற்றை விட ஒரு உருவம் அவர் கண் முன்னால் தோன்றியது நினைவுகளின் சுமையில் அது மட்டும் சுவையாக வந்திருக்க வேண்டும் அவர் எடுத்த எடுப்புக்கெல்லாம் ஈடுகொடுத்துநேகிதி தோழி மனைவி தாய் ஆதிபராசக்தி கண்முன்னால் தோன்றியிருக்க வேண்டும் கூட்டத்தை எதிர்நோக்கி நின்ற பஞ்சாபகேசனால் பேச முடியவில்லை லேசாக திரும்பினார் மனைவியை விளையாடாமல் இடிப்பின் இரு பக்கமும் அவளை பார்த்தபடியே கை கோப்பினார் லட்சுமி மாமி ஏனா ஏனா என்று பதறி எழுந்த போது பஞ்சாபகேஷன் கும்பிட்ட கரங்களை இறக்காமல் கொட்டும் விழிகளை துடைக்காமல் உடலோடு உயிரோடு நின்றார் பிறகு கூட்டத்தை பார்த்து மீண்டும் திரும்பி எல்லாருக்கும் இந்த உத்தமி இந்த என்றார் பஞ்சாப கேஷனால் பேச முடியவில்லை கூட்டத்தினரின் கண்களிலும் ஒட்டுமொத்தமாக நீர் சுரந்தது மாமாவை விட்டுவிட்டு மாமியையே பார்த்தார்கள் ஆண்கள் தத்த மனைவியரை ஒப்பிட்டு பார்த்தார்கள் அவளை பயத்தோடும் பக்தியோடும் பார்த்தாலும் அந்த பார்வைக்குள் தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்ற அச்ச உணர்வும் மறைந்திருந்தது எப்படியோ ஓய்வு விழாவை முடித்துவிட்டு இருவரும் வீட்டுக்கு திரும்பும் போது இருட்டிவிட்டது அலுவலக ஊழியர்கள் இருவர் அவர்களை டாக்சியில் கொண்டு வந்து விட்டு விட்டு அழுதபடியே போய்விட்டார்கள் இதுவரை அழுதழுது மாமாவுக்கு சில உதவிகளை செய்தவர்கள் இப்போது நிஜமாகவே அழுவதை பார்த்து விட்டு மாமையழுதாள் மாமாவும் அழுதார் மறுநாள் காலையில் எழுந்ததும் மாமா காபி சாப்பிட்டபடியே வெண்ண ரெடியா என்றார் உடனே லெட்சுமே இனிமே ஆத்துலதானே இருக்க போறேன் சாவகாசமா குளிக்கிறதுக்கு என்ன என்றாள் ஒரு வார நின அதனால தான் வெண்ணி ரெடியாக என்றாள் அவ்வளவுதான் பஞ்சாபிக்கேஷன் அருகே இருந்த ரேடியோ பெட்டியை காளால் அது பாட்டோடு பாட்டாய் தரையில் விழுந்து ஒப்பாரி வைத்தது அதோடு நிற்காமல் தன் பணியனை பல்லால் கடித்தபடியே கிழித்தார் தலையிலும் அழித்துக் கொண்டார் பிறகு கத்தினார் மாணி கண்களை துடைத்துக் கொண்டால் மாமா கட்டிலில் படுத்தார் மாமா அறிக்கை வந்து சமத்தா தூங்கணும் நேக்கு டாக்டர்ட்ட போயிட்டு வர்றதுக்கு நேரமானாலும் ஆகலாம் என்றாள் மாமா குழந்தை போல் தலையை ஆட்டினார் பிறகு கையை நீட்டினார் மாமியை அருகே வரும்படி சைகை செய்தார் மாமி தன் அருகே வந்ததும் அவள் கழுத்தை தடுக்கிவிட்டார் லட்சுமி மாமி வீட்டை பூட்டிவிட்டு வெளியேறினாள் காலையில் போனவள் மாலையில் தான் திரும்ப முடிந்தது ஆயிரம் பரிசோதனைகள் ஏழு எட்டு டாக்டர்கள் இப்போது வந்ததே பெரிய விஷயம் கணவர் எப்படி இருக்கிறாரோ என்ற படப்படப்பில் கதவை திறந்தாள் மீண்டும் கதவை மூடினால் நேரமாகும் என்று பயந்தவள் போல் நடந்தாள் மாமாவை பார்க்க காலதம்மதமாகும் என்று கருதியவள் போல் அவசர அவசரமாக படுக்கை அறைக்குள் ஓடினாள் பஞ்சாபு கேஷன் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார் மேஜையில் இருந்த காலியாக இருந்தது வாழைப்பழ தோள்கள் தான் இருந்தன மத்தியானம் சாப்பிட்டு விட்டு மீண்டும் அவர் தூங்குவதை அனுமானித்துக் கொண்டாள் திடீரென்று வரவேற்பறையில் மாமி என்று சத்தம் கேட்டது லட்சுமி மாமி வெளியே வந்தாள் மீனாட்சி தன் கணவனுக்காக தான் செய்ய போகும் காரிய பெருமிதத்தில் பேசினாள் மாமிஞம் இருக்கோ நாளைக்கு கந்தசாமி கோயில்ல குத்துவிளக்கு பூஜை பண்றோம் சுமங்கலி பிரார்த்தனையும் பதிலளித்தாள் மாமி மாமா இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலேயே உயிரோடு இருப்பார் என்னோட தாலிக்கு ஒன்னும் ஆபத்து வரல என்ன மாமி கண்ணா பின்னானு பேசுறேன் நீங்க வராம நானும் போகல அசடு அப்படி பேசப்படாது இங்க வா நான் சொல்றத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்யிடி நீ மாமில கேத்துறியோ இல்லையோ உனக்கு ஒரு குறையும் வராது ஆர்வத்தில் யாரு கழுத்து வலிக்குதுன்னு போன அங்க அடையாருக்கு அனுப்பிட்டாங்க அங்க கேன்சர் இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பண்ணுனா நேக்கு கழுத்துல கேன்சராண்டி அட்வான்ஸ் இன்னும் ஒரு மாசத்துல உயிர் போயிடுமா மீனாட்சி மாமியை திடுக்கிட்டு பார்த்தாள் அவளுக்கு ஒரு பிரம்மை மாமி தான் வேறியாரிடனும் பேசுவது போல் கேட்டது ஆனால் லட்சுமி மாமியின் முகமோ எந்த காட்டவில்லை சாவை ஏற்கனவே சந்தித்தது போன்ற கண்கள் அதனுடன் பேசுவது போன்ற பாய் மாமி தரையை நோக்கி தன் பாட்டுக்கு பேசுவது போல் பேசினார் நான் பத்தி பயப்படல ஆனா கவலைப்படுறேன் எனக்கு பிறகு இவரை யாரு பார்த்துப்பா ஒரு நிமிஷம் கூட இவரை யாராலும் பாத்துக்க முடியாதே ஆண்டவா பகவானே அண்டாம கூடு பகவானே ஈஸ்வரா எம்பெருமானே மீனாட்சி ஆண்டவன் கைவிட்டாலும் நீ மாமாவா கைவிட்டுடாத அப்பப்பா அவரை பாத்துக்கொடி மீனாட்சி மாமியின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தாள் அங்கிருந்தபடியே சுபரில் மாட்டியிருந்த அவர்களது இளம் வயது போட்டோவை பார்த்தாள் மாமி சொன்ன நோய் தனக்கு வந்தது போலவும் ஆறுதல் தேடுவது எழுந்து அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஆதிபராசக்தியை அடையாளம் கண்டவள் போல் மாமியை பிரம்மையோடு பார்த்தாள் பார்த்தபடியே நின்றாள் திடீரென்று படுக்கை சத்தம் கேட்டது லட்சுமி மாமி மீனாட்சியை உதறிவிட்டு உள்ளே ஓடினார் பஞ்சாப்கேஷன் தூக்கத்தில் தட்டிவிட்டு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்தபடியே அப்படியே நின்றாள் மாமி பிறகு அவரது கை கடிகாரத்தை களற்றி இனிமேல் அவர் கை மொட்டையாகவே இருக்கணும் இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவர் கை கடிகாரத்தை வீசியிருந்தால் யார் அதை எடுத்துக் கொடுப்பா இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய இந்த சிறுகதைய பல பேருக்கு கொண்டு பேசிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் மீண்டும் அடுத்த திருநாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் முறை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் சிவிக்கு பிறந்தாங்க நன்றி வணக்கம்